Hi hello, hi hello vanakkam iruppu mari orala purinjiruchu hi hello vanakkam clever matchs youtube channel ku nan ungal variga vargana varga varaveerkiren idhu ungal cjk kadambu vandha rare negativity mg nalae man of simplicity aarambichaeda miga periya hero ana idhu va 2k kids oda favorite hero ஒட்டம் தாம்பு கேரி சாப்பிட்டா எப்படி எல்லாம் சரிக்கும் ஆனா இவர் போடுற வீடியோஸ் ட்ரெண்டிங்ல தெரிக்கும் ஆனா இவங்க யார் பக்கம் நம்மளுடைய பார்வை போறோம் போனதெல்லாம் ஆர் ஒன் ஃபைவ் வச்சிருக்கிற ஒரு யூடியூபர் பக்கம் அந்த யூடியூபரை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் குழந்தை இருக்கிற காரவாடியை சேர்ந்த வெள்ளையங்க அப்படின்ற இடத்துல வாசன் பிறக்கிறாரு வாசனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ வாசனோட அம்மா வந்து ஹோம் மேக்கரா இருக்காங்க வாசனுக்கு அவங்க அப்பாவை புல்லெட் ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆக ஆக ட்ராவல் மேலேயே அவருக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சு இவர் எயித்து படிக்கிறப்ப இவங்க அப்பா இறந்து போயிடுறாரு அவங்க அப்புறம் அவங்க வீட்டுல இருந்தா அந்த தோட்டம் தான் அவங்களுக்கு ப்ரொபஷனா மாறுது பாசம் டென்த் வர்றவரைக்கும் அவரோட அப்பாவோட புல்லட்டை வந்து கிளீன் பண்றதெல்லாம் வேலையா செஞ்சுட்டு இருந்தாரு அப்புறம் அவங்க அம்மா வந்து அவருக்கு பைக் அவ்வளவு குடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ டென்த்ல நல்ல மார்க் எடுத்தீன்னா உனக்கு இந்த புல்லெட்டை ரெடி பண்ணி தர இல்லாட்டி வேற ஒரு பைக் வாங்கி தர அப்படின்னு சொல்றாங்க பைக் வாங்கி தர அப்படின்னு சொன்னதுக்காகவே அவர் டென்த் ஸ்டாண்டர்ட்ல காசு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு அது ஒண்ணுமே படிக்காம இருந்தவர் டென்த் ஸ்டாண்டர்ட்ல நானூறு மார்க் மேல வாங்குறாரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல அதே மாதிரி நல்ல மார்க் வாங்குறாரு அப்புறம் அவர் காலேஜுக்கு போயிடுறாரு காலேஜ் போயிட்டு அங்கேயும் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு சேர்த்து வச்ச காசு வச்சு அவருக்கு லைசன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆர் ஒன் ஃபைவ் வி வாங்குறாரு அந்த பைக்கை வாங்கினதுக்கு அப்புறம் அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்ப வாசன் என்பர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு அந்த ஒரு யூடியூப் சேனல்ல அவருக்கு வீடியோஸ் போடுறாரு ஆனா வியூஸ் பெருசா வர்றதில்ல மறுபடியும் அவரு இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறாரு தரமும் அவருக்கு ஒரு லடாக் ரைடுக்கு ரெடி ஆகிறாரு அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் டோட்டலா இப்போ எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அவர் லடாக்கு போறப்ப அவருக்கு நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க இப்போ விட்டு அவர் வீட்டுக்கு வர்றப்ப அவருக்கு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பைக் ரைடிங் வீடியோஸ் நிறையவே போட ஆரம்பிக்கிறாரு அண்டர்டைன்ல ஒரே வருஷத்துல ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்கிறாரு அப்படியே அவருக்கு சேர்த்து வச்ச காசை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப்பர் பைக்ஸ் வாங்கிட்டாரு வாசனோட லைஃப் ஸ்டோரியில நாங்கிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேனா வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்றவன் முட்டாள் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவன் அறிவாளி வாய்ப்பை உருவாக்கிக்கிறவன் தான் மேதை அந்த வீடியோத்துல டிசன் தனக்கான வாய்ப்பை தானே ஏற்படுத்தி கொண்டது உங்க ஒவ்வொருத்தருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்க பிடிக்கிறதுனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு புது வீடியோ நான் உங்களை நிமிட் பண்றேன் ஆண்கள்தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிஎம்